கரெக்ட் தானே அப்ப என்ன ஆனது உங்களுக்கு என்னமாதிரி ஒரு வேளை நீங்க செய்யற ரெகுலரா செய்யற ஒரு வேளைதான் இதுளோட பழகி கொள்ளணும் கரெக்ட் தானே டெய்லி காலையில எழுந்து உடனே நிறைய பேரை பிரஷ் செட் செட்வீங்க யாருமே சொல்ல மாட்டாங்க பண்றேமா பண்ணலையா அம்மா வந்து பல் தேயேனா சொல்ல மாட்டாங்க அப்பாவும் சொல்லி கம்ப்ல் பண்ண மாட்டாரு ஆனா நீங்க என்ன பண்றீங்க டெய்லித் பிரஷ் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க இது யாரு சொல்லி வந்தது இந்த பழக்கம் இந்த ஹாபிட் யாரு சொல்லி வந்தது நமக்கு அது நல்ல விஷயம் ஒரு நல்ல இடம் யூடியூப் வீடியோ இருக்கு நம்ம டிவில இருக்க சொல்லிக்கிறாங்க சொல்லிக்கிறாங்க பெரிய மினிமம் 50000 ப்ராடக்ட்டா என்னால 5000 ரூபாயா 1000 ரூபாயா நான் வந்து செக் வாங்க முடியும். என்னன்னா मंथலி செக். அதுக்கு நான் உயிரை கொடுத்து சேல்ஸ் பண்ணனும். அதுக்கு கொண்டு என்னோட டைம 3 மணி நேரம் 4 மணி நேரம் கொடுப்பேன். அதுக்கு நான் எல்லாரும் இவ்ளோ போராடி இருக்காங்க. அங்க ஜெயிக்கிறதுக்காக. அங்க வந்து அந்த சேல்ஸ் பண்ண முடிக்கணும். சேல்ஸ் பண்ண அந்த ப்ராடக்ட் வந்து யார்கிட்டயே கம்ப்ளைன்ட் இல்லாம பார்த்தணும். ரெகுலரா வாங்குகிற கஸ்டமராணும். இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணி குளோ சக்சஸ் அடையணும். ஒரு சில கம்பெனிகள் ஆனா இந்த ஜஸ்ட் நீங்க ரெண்டு பேருக்கு மட்டும் மலிஸன் வாங்கிட்டீங்களால உங்களுக்கு பேவேட் ரிலீஸ் ஆயிடுச்சு எஸ் ஆர் நோ இது بالنسبه அப்போ மொத்த ரெடரோ யூஸ் பண்ற ப்ரொஃபஷனல் ஐட்டம வாங்கிட்டீங்களால உங்களுக்கு பேவேட் ரிலீஸ் ஆகும் அதுவும் மாசம் இல்ல வாரம் ஒரு மாசல நாலு வாரடி நீங்க பேவேட் ரிசீவ் பண்ணா நாலு வாரமும் நீங்க என்ன நினைக்கிறது அந்த பேவேட் ரிசீவ் பண்ணலாம் இనికి ஒரு வார ரெலட்சதி பத்தறான சொன்னான ஆனா ஏன்னா இருக்காரு <laughs> அதெல்லாம் தாண்டி எப்பவுமே பாசிட்டிவ் வைப்போம் நான் இந்த வாரம் அச்சீவ் பண்ண போறேன் உங்களுக்கு ஜெஸ்ட் இல்லாம இருக்கும் அது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் ஆனா உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாகலாம் பெரிய மாற்றத்தை உண்டாகலாம் எனர்ஜிமே உங்களை பார்க்கும் போதே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் பாக்கெட்ல இருக்க வரணும் ஒரு எனர்ஜி எப்பவுமே கிரியேட் ஆகணும் எந்த மாதிரியான நான் வந்து எனக்கு தகுந்த மாதிரி நான் கன்வெர்ட் பண்ணுவேன் போற இடத்துல கெஸ்ட் இல்லாம இருக்கலாம் ஆனா நம்ம நம்மளை கூப்பிட்டாங்க ரெண்டு பேர் அவங்களே நமக்கு வந்து சாதனையாளர்கள் நாலாயிரம் வர வைக்க போகுது அவங்களுக்கு இந்த விஷயத்தான் நடக்கும் நீங்க பண்ணலாம்னு நினைக்கும் போது உங்களுக்கு விடைய கிடைக்கும் இதுலதான் ஜெயிக்கணும் நீங்க நினைக்கிறீங்கல்ல அது ஒரு நடனம்னா சின்ன சின்ன தடைகள் வரதான் செய்வேன் இந்த தடை தாண்டுதல் ஒரு விளையாட்டு இருக்கு அது யோசிச்சு பாருங்க முப்பது தடை இருக்கும் அதை தாண்டி தாண்டி தாண்டி தாண்டி போயிட்டே இருப்பாங்க அப்ப அவருக்கு தெரியும் அடுத்து இந்த தடை வரும் அடுத்து இந்த தடை வரும் அப்படின்றது அவர் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி பாரு நீங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றீங்க இவர் ஜெஸ்ட் போனா ஜாயின் பண்ணுவாரே இன்னைக்கு நான் வந்து நேர செஞ்சா இன்னிக்கே ரிசல்ட் கடச்சிரோம் எப்படி இன்னைக்கு வெக்கற மரம் வந்து நாளைக்கே பழம் கொடுன்னு எதிர்பார்க்க முடியும் அப்படி குடுத்தா அது 하යිபிரிட் பழம் கரெகதானே இன்னைக்குட்ட நாளைக்கே 하යිபிரிட் கூட குடுக்காதீங்க அதுக்கே 9 டேஸ் ஆகும் கலப்பின பழம் பாத்துக்கிட்டீங்களா சின்ன பயமா இருக்கும் 60 பழம் வந்து தூங்கிட்டு இருக்கும் நம்ம சிஇடி யோகாதேவி பார்த்திபன் அண்ட் விஜயகுமார் சிஇடி வந்து பாத்தீங்கன்னா கார் புக் பண்றாங்க அவங்க வாழ்த்துக்கள் சொல்றேன் தலைமையில சேம் டே ஒரே நாளில் ரெண்டு கார் புக் பண்றாங்க நம்ம ஈகில் டீம் சார்பா